வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில்லை பயிற்சி ஒன்று நாலு ஒன்பதாவது கணக்கு பத்தாவது கணக்கு பார்க்கலாம் இரண்டுமே முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்குகள் எஃப் என்ற சார்பானது எஃப் x எக்ஸ் x எக்ஸ் 2, இரண்டு எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு ஒன்று எக்ஸ் மைனஸ் Minus –3 மூன்று லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் என வரையறுக்கப்பட்டால் நல்லா கவனிங்க x எக்ஸின் மதிப்பு ஒன்றை விட பெரியன்னாக இருக்கும்போது சார்பு எக்ஸ் பிளஸ் என வரையறை செய்யப்படுகிறது எக்ஸின் மதிப்பு மைனஸ் 1 ஒன்று வரை இருக்கும்போது சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் இரண்டு எக்ஸின் மதிப்பு மைனஸ் மூன்றுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் இடையில் இருக்கும்போது எஃப்ஆப் x சமம் எக்ஸ் மைனஸ் ஒன்று என வரையறுக்கப்படுகிறது எனில் எஃப்எஃப் மூன்று எஃப்எஃப் ஜீரோ எஃப்எஃப் மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து எஃப்ஆப் இரண்டு பிளஸ் எஃப்எஃப் மைனஸ் இரண்டு ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க முதல்ல எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒன்றுன்னா என்னென்ன எண்கள் வரும்னு பார்க்கலாம் பாருங்கள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து எக்ஸட்ரா அடுத்தது இன் மதிப்பு மைனஸ் ஒன்றிலிருந்து ப்ளஸ் ஒன்று வரை ஸோ மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று மதிப்பு மைனஸ் மூன்றுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் இடைப்பட்ட எண் என்னென்ன பாருங்க, மைனஸ் இரண்டு நம்முடைய கேள்விகளில் என்னென்ன எண்கள் இருக்கோ அதை முதல்ல வட்டமிட்டு எழுதிக்கலாம் முதல் கேள்வி 3, பாருங்கள் 3, இரண்டாவது 0, ஜீரோ மூன்றாவது மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து வரல இந்த எண் எங்கே இருக்குது பாருங்கள் இப்படி ஒரு என்கோடு போடலாம் 0, ஜீரோவுக்கு வலது பக்கத்தில் மிக எண்கள் இடது பக்கத்தில் குறை எண்கள் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து ஸோ மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் இரண்டுக்கும் அந்த எண் இருக்கு எக்ஸின் மதிப்பு மைனஸ் எனில் சார்பு எஃப்ஆப் எக்ஸ் சமம் எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இடையில் இருக்குது அடுத்து எஃப்ஆஃப் முதல் வரியில் இருக்கு இரண்டு அடுத்து எஃப்ஆப் மைனஸ் இரண்டு இங்கே இருக்குது அட்டவணை மூலமாக இதோட மதிப்புகளை கண்டுபிடிக்கும்போது நாம் தவறில்லாமல் மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம் முதல் சார்புக்கு இரண்டு எண்கள் இருக்குது எக்ஸின் மதிப்பு இரண்டு மூன்று அந்த இரண்டு எண்களை எடுத்துட்டு நிழல் உருட்கள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்க எக்ஸின் மதிப்பு இரண்டு மூன்று சார்பு எக்ஸ் ப்ளஸ் இரண்டு அதாவது எக்ஸின் மதிப்பு கூட நாம் இரண்டை கூட்டணும் ஸோ அந்த மாறிலி இரண்டை அப்படியே எழுதி கூட்டுனா போதும் இரண்டு கூட்டல் இரண்டு நான்கு மூன்று கூட்டல் இரண்டு ஐந்து அடுத்தது அடுத்த லைனில் ஜீரோ இருக்குது இங்கே சார்பு எஃப்எஃப் எக்ஸ் ஒரு மாறிலி எனவே அந்த மாறிலியை அப்படியே நாம் எழுதிடலாம் ஸோ எஃப்எஃப் ஜீரோவின் மதிப்பு இரண்டு அடுத்த எண் மைனஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இரண்டு எண்களுக்கு நாம் கண்டுபிடிக்கணும் ஒன்று மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து X-1 X எக்ஸின் மதிப்பில் 1 ஒன்ன கழிக்கணும் இரண்டு எண்களுக்கும் ஒரே குறி இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டலாம் ஒன்று புள்ளி ஐந்து கூட்டல் ஒன்று இரண்டு புள்ளி ஒரே குறி இருந்தா கூட்டி அதே குறியை போடணும் இங்கே –2, –1, இரண்டையும் கூட்டுனா மைனஸ் மூன்று கேட்கப்பட்ட கேள்விகளோட மதிப்புகளை நாம் கண்டுபிடிச்சாச்சு விடைகளை தனித்தனியா எடுத்து எழுதலாம் முதல் கேள்வி எஃப்ஆப் பாருங்க பாருங்கள் மூன்றுங்கிற காலத்துக்கு நேரா என்ன எண் இருக்குது ஐந்து ஸோ எஃப்ஆப் மூன்று சமம் ஐந்து இரண்டாவது எஃப்ஆப் ஜீரோ ஜீரோங்கிறது இங்கே இருக்கு, இதோட சார்பு இரண்டு ஸோ எஃப்ஆஃப் ஜீரோ சமம் இரண்டு மூன்றாவது கேள்வி f மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று என்ன விடை கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் இரண்டு புள்ளி ஐந்து நான்காவது கேள்வி எஃப்ஆஃப் கூட்டல் F of minus 2 கூட்டைனஸ் இரண்டு மதிப்பு 4 நான்கு 2 இரண்டின் மதிப்பு மைனஸ் மூன்று நான்கு கழித்தல் 3, 1 முழுக்களின் அடிப்படை செயல்பாடு நம்ம தெளிவாய் இருந்தா கணக்கான தீர்வை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் எஃப் மைனஸ் ஐந்து கமா ஒன்பதிலிருந்து ஆர் என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது பாருங்கள் எஃப்எஃப் ஆறு 1 ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஐந்து லெஸ்தனர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் இரண்டு அடுத்து 5x2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இரண்டு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆறு மூன்று எக்ஸ் மைனஸ் நான்கு ஆறு லெஸ் தனர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன்ஆர் ஈக்குவல் டு ஒன்பது முதல்ல அந்தந்த சார்புக்குரிய எண்கள் எவைன்னு எழுதலாம் பாருங்கள் இங்கே எக்ஸின் மதிப்பு மைனஸ் ஐந்தில் இருந்து இரண்டுக்கு உள்ள இருக்கு ஸோ மைனஸ் ஐந்து மைனஸ் நான்கு மைனஸ் மூன்று மைனஸ் 2, மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று டு இரண்டிலிருந்து எடுத்துக்கணும் இரண்டு லெஸ் தன் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆறு ஸோ இரண்டிலிருந்து ஆரம்பித்து ஆறை விட குறைவான எண்கள் வரை 2, 3, 4, 5 அடுத்து 6, லெஸ் தனர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தனர் ஈக்குவல் டு ஒன்பது ஆறிலிருந்து ஒன்பது வரை உள்ள எண்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது கேள்வி இதுதான் முதல் புரு கேள்வியிலையும் என்னென்ன எண்கள் இருக்குன்னு பார்க்கலாம் முதல் கேள்வி 3 மூன்று அடுத்து இரண்டு ஏழு ஒன்று நான்கு எட்டு மைனஸ் இரண்டு ஆறு நான்கு நான்கு ஏற்கனவே நம்ம குறித்தாச்சு மைனஸ் இரண்டு மைனஸ் ரெண்டும் குறித்தாச்சு கவனிங்க அட்டவணை மூலமாக இதோட நிழல் உருக்களை நாம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் முதல் வரியில் மூன்று எண்கள் எக்ஸின் மதிப்பாக இருக்குது மைனஸ் மூன்று மைனஸ் இரண்டு எக்ஸ் மதிப்புகளை எழுதிக்கலாம் சார்பு 6X எக்ஸ் பிளஸ் ஒன்று ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மதிப்புகளை முதல்ல ஆறால் பெருக்கணும் ஆறு மூன் 6 பெருக்கல் பெருக்கள் மைனஸ் மூணு ஸோ மைனஸ் பதினெட்டு ஆறு பன்னிரெண்டு மைன ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆறு ஆறு மாறிலி அப்படியே எழுதிக்கலாம் குறி மாறி இருந்தால் கழித்து பெரியன்னோட குறி பதினெட்டுலிருந்து ஒன்றை கழிக்கும் போது பதினேழு பெரிய எண் பதினெட்டு ஸோ மைனஸ் 12, பன்னிரெண்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் பதினொன்று ஆறு அடுத்த சார்பு என்னென்னு பார்க்கலாம் அடுத்த சார்புக்கு இரண்டு எண்கள் இருக்கு, எக்ஸ் மதிப்பாக இரண்டு எண்கள் இருக்குது இரண்டு நான்கு சார்பு ஐந்து 1 பாருங்க, எக்ஸின் மதிப்பு 4, நான்கு இங்கே நாம் எக்ஸின் வர்க்கத்தை பெருக்கிறோம் ஸோ எக்ஸின் வர்க்கம் என்னென்னு கண்டுபிடிக்கலாம் எக்ஸின் வர்க்கம் இரண்டின் வர்க்கம் நான்கு நான்கின் வர்க்கம் பதினாறு சார்பு ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பை பெருக்க வேண்டும் ஸோ ஐநாங் இருபது ஐந்து பெருக்கல் பதினாறு மைனஸ் ஒன்று இருபது கழித்தல் ஒன்று பத்தொன்பது எண்பது கழித்தல் 1. எழுபத்தி அடுத்த சார்புக்கு எக்ஸுக்கு 3 மதிப்புகள் இருக்கு, 6, 7, 8. சார்பை எப்படி எழுதிக்கலாம் 3X-4, மைனஸ் நான்கு அதாவது எக்ஸின் மதிப்புகளை மூன்றாவை பெருக்கி 4 கழிக்கணும் மூவார் பதினெட்டு மூவேல் இருபத்தி ஒன்று மூவெட் இருபத்தி கழித்தல் நான்கு 18 கிழத்தல் நான்கு பதினான்கு இருபத்தொன்று கெழுத்தல் நான்கு பதினேழு இருபத்தி நான்கு கிழத்தல் நாலு இருபது உள்ள எல்லா எங்களோட நிழல் குருக்களையும் கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் இப்போ ஒவ்வொரு கேள்விக்கு தனித்தனியாக விடைய நாம் கண்டுபிடிக்கலாம் முதல் கேள்வி எஃப்எஃப் 3, மூன்று ப்ளஸ் எஃப்எஃப் இரண்டு மைனஸ் மூன்றுக்கு நேராமல் கண்டுபிடித்தது மைனஸ் பதினேழு 2 எஃப்எஃப் இரண்டு பத்தொன்பது ஸோ மைனஸ் பதினேழு ப்ளஸ் பத்தொன்பது குறி மாறி இருந்தால் கழிக்கணும் 19 கழுத்தல் பதினேழு இரண்டு இரண்டாவது கேள்வி எஃப்எஃப் ஏழு மைனஸ் எஃப்எஃப் மதிப்பு பதினேழு எஃப்எஃப் ஒன்றின் மதிப்பு இங்கே இருக்குது ஏழு பதினேழு கழுத்தல் ஏழு பத்து அடுத்து இரண்டு எஃப்ஆப் நான்கு ப்ளஸ் எஃப்ஆப் எட்டு எஃப்ஆப் நான்கோட மதிப்பை இரண்டால் பெருக்கி எஃப்ஆப் எட்டு கூட கூட்டணும் எஃப்ஆப் நான்கோட மதிப்பு எழுபத்தி ஒன்பது ஸோ இரண்டு பெருக்கள் எழுபத்தி ஒன்பது எஃப்ஆப் மதிப்பு 20 2 பெருக்கள் எழுபத்தி 158 கூட்டல் 20 178 எழுபத்தி எட்டு நான்காவது கேள்வி இரண்டு எஃப்ஆஃப் மைனஸ் இரண்டு எஃப்எஃப் ஆறு பை எஃப்எஃப் நாலு ப்ளஸ் எஃப்எஃப் மைனஸ் ரெண்டு எஃப்எஃப் மைனஸ் இரண்டோட மதிப்பு மைனஸ் 2 இரண்டு பெருக்கள் மைனஸ் பதினொன்று நடுவில் மைனஸ் எஃப்எஃப் ஆறு பதினாலு அடுத்து எஃப்எஃப் நாலின் மதிப்பு எழுபத்தி f எஃப்எஃப் மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டோட மதிப்பு மைனஸ் பதினொன்று இரண்டையும் மைனஸ் பதினொன்றையும் பெருக்கனா மைனஸ் இருபத்தி ரெண்டு மீதி எண்களை அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் பதினாலு எழுபத்தி ஒன்பது ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் தொகுதியில் இரண்டு எண்களுக்கும் ஒரே குறி இருக்குது ஸோ கூட்டி அதே குறியை போடலாம் மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் பதினான்கு மைனஸ் முப்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது கழுத்தல் பதினொன்று அறுபத்தி எட்டு முப்பத்தி ஆறும் அறுபத்தெட்டும் நான்காம் வாய்ப்பாட்டில் வகுக்கலாம் ஒம்பத்தி நாள் முப்பத்தி ஆறு பதினேழு நாள் எட்டு இரண்டுமே முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்கு போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணு தேங்க்யூ